தங்கும் போதாது போல சாப்பிடுறதுல ஒன்னும் மா ப்ளீஸ் மா 10 मिनिटஸ்டா நான் எழுந்திரிரமா சரி எழுந்திரு பல்லாசி தொழக்கடா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு பா உனக்கு போது சாப்பிடவே வருமா சாப்பிடல முடியாது சாப்பிடல முடியாது டீயாச்ச குடிச்சிட்டு போ முடியாது அப்படியே என்ன செஞ்சிருப்ப உப்பமா தானே செஞ்சிருப்ப சாப்பிடல முடியாது आजा சி பண்டக்கنين சண்ட்சா போடு மா இந்த மிக்ஸி சண்டர என்ன கெளபுதனும் அதோ பண்றா அம்மா? அம்மா? ஆ எப்பமா வரு எப்பமா வரு நீ நம்ம மனசுல பா என்கிட்ட ய யாருமே பா. எப்பவுமே கூட இருலப்பா அம்மா அம்மா வீட்டும் போல அம்மா அம்மா